வணக்கம் Bank Nifty Future 1-Minute Chart August 5, Time இப்போ நைன் டுவெண்ட்டி ஏஎம் மார்க்கெட் பாசிட்டிவ் மொமெண்டம் ப்ரீவியஸ் டே பை கால் ஜென்ரேட் ஆச்சு அந்த மொமெண்டம் கண்டி ஆகிருக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு ஆர்பிஐ Meeting so டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப வாலட்டில் இருக்க அதிய சான்சஸ் இருக்குது ஏன்னா கவர்னனுடைய ஸ்பீச்சுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் மூமெண்ட் சேஞ்ச் ஆகும் கரண்ட்டில் பை ட்ரென்ட் வீஆர் வெயிட்டிங் ஃபார் செல் ட்ரெண்ட் ஸோ ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகும் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் லெவன் மார்க்கெட் ஒரு டவுன் சைட் மொமெண்டம் அதில் நமக்கு டவுன் சைடில் பிரேக் அவுட் கிடைக்குது மார்க்கெட் தேர்ட்டி ரொம்ப ஈஸியாக பிரேக் பண்ணி 200 ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் போக ட்ரை பண்ணிச்சு அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன் ஆஃப்டர் லெவன் தேர்ட்டி நமக்கு டவுன் ட்ரெண்டில் செல் ஜெனேட் ஆகுது ஸோ ரெட் கலர் கேண்டில் ஸோ இதில் கேண்டில் கலர் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிடும் அந்த மாதிரி தான் ட்ரெண்ட் இப்போ மாறினால நமக்கு வந்து ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு நெக்ஸ்ட் என் பாயிண்ட் வந்து கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட் ஒயிட் கலர்லைன் தான் என்ட்ரி பாயிண்ட் செலட் தேர்ட்டி எயிட் இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் குறைய லைன் கீழருக்கு ரெட் கர்லைன் ஸ்டார்ட் லைன் ஃபர்ஸ்ட் டாரெட் செகண்ட் டார்கட் மேலர்க்கு லைன் ஸ்டாப்லஸ் லைன் ஃபர்ஸ்ட் டார்கட் நைண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது தேர்ட்டி இதுக்கு நமக்கு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஆகணும் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஒரு சப்போர்ட்டிங் ரேஞ்சாக இருந்தால் நமக்கு கஷ்டம் தான் நம்ம கிடச்சிருக்கிற செல்கால் டார்கெட் அச்சீவ் பண்ணுறது பட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் பிரேக் மார்க்கெட் நல்லாவே வந்து இறங்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஸோ ஸோஃபார் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐயிலேயே வந்து நமக்கு ரெக்கு ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபிஃப்டி ப்ரெ இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக நமக்கு வந்து பார்த்திங்கனா மார்க்கெட்டில் அது இம்பேட் இருக்கும் ஸோ அது எப்படி நடக்குது எந்த சைடு இம்பேக்ட் ஆகுது பையர் எப்படி மாறாங்க அப்படின்றத பொறுத்து நமக்கு இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நியூ பேஸ்ட் ட்ரேடிங்காக தான் இருக்கும் டெக்னிக்கல் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா நியூஸ் அவங்க சொல்கிறக்கேற்ற மாதிரி மார்க்கெட் மூமெண்ட் சேஞ்ச் இப்போ டைம் வந்து ஒரு டுவல் ஓ கிளாக் மேலே ஆகுது மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால் நமக்கு மார்க்கெட் அப்ப சைட் மூவமெண்ட் தேர்ட்டி எயிட் ஒன் கொடுத்து நமக்கு ஸ்டாப்லாஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுக்குது கட் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன் சைட் தான் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்துச்சு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் பிரேக் அவுட் கொடுத்துச்சு பிரேக் அவுட் மார்க்கெட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைட் போக ட்ரை பண்ணிச்சு அதுக்கப்புறமா இப்போ த்ரீ தேர்ட்டி ஃபினிஷிங் டைம் வந்து இன்றைக்கி முடிய போகுது இப்போதைக்கு கரெக்டாக அந்த தேர்ட்டி ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து க்ளோஸிங் வந்து கொடுக்குது இந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஒன் மினி சார்ட்டில் நமக்கு நம்மளுடைய சார்ட்டில் கிடைச்ச கால்னுடைய ஒர்க் அவுட் வந்து இருந்திருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சஸ்கிரைப் பண்ணிக்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க இதை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் நாங்கள் டெய்லி ஆக்சுவலி வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தான் அன்னைக்கு கால் என்ன மாதிரிலாம் கிடச்சிருக்கு எந்த டயத்தில் கிடச்சிச்சு அந்த கால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் சேனலில் போயிட்டு பார்த்துக்க முடியும் இது சஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ